எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் பிளைன் சாஃப்ஸில் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் இது பர்பிள் கருங்க சேரீயுடைய கலர் பர்பிள் கலர் ஸாரீ ஃபுல்லாகவே பிளைனாக தாங்க இருக்கும் எந்த ஒரு டிசைனுமே இருக்காது பாடி பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்குதுங்க பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ஸேரீ இந்த சாரீஸை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் மூலமாக தாங்க இந்த சாரீஸெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க ஈவன் டைட்டிலில் கூட நம்ம மென்ஷன் பண்ணுறோம் நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் இந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சாரீ நம்பர் தேர்ட்டி ப்ராடக்ட் கோடு அப்படின்னு கொடுத்துருப்போங்க நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரியுடைய நம்பர் தேவையில்லை ஏன்னா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸாரீ இருக்கும் ப்ராடக்ட் இருக்கும் அதுலேயே ப்ராடக்ட் கோடும் மென்ஷன் பண்ணியிருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸாரியுடைய கலர் பெய்ஜ் கலர் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க ப்யூர் சில்க் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க அண்ட் இதெல்லாமே டபுள் வார்ப்பு சாரீங்க குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ மோஸ்ட் வாண்டட் கலர்னு கூட சொல்லலாம் கிரே கலர் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்க இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால பிளாக் கலர் டாட்ஸ் அதாவது த்ரெட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியுங்க சேரீயில் இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா வெப்சைட் மூலமாக தாங்க பண்ண முடியும் வெப்சைட்டுடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வெப்சைட்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது டவுட்டாக இருந்தது அப்படின்னா வெப்சைட்டில் எப்படி எங்கள் சாரீஸை வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சாரீ வந்து பிளாக் அண்ட் சாக்லேட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியதுங்க டபுள் ஷேடு தான் இதுவுமே பிளாக் கலர் த்ரெட்டு இந்த சேரீயில் தெரியும் நெக்ஸ்ட் சாரீ சாரீ கலர் பீச் கலர் ஸாரீயுடைய கலர் பீச் கலருங்க இது வந்து ஃபுல் அண்ட் Full பிளைன் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்தளவுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் எபோவ் இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸ் வித் ஆஃப் தி சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எபோவ் தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் orange color, கலர் ஸாரி கலர் ஆரெஞ்ச் ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கக்கூடியதுங்க ஹேண்ட்லூம் மேடு ப்யூர் சில்க் சாரீங்க இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட் மூலமாக தாங்க புக் பண்ண முடியும் இதுவரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்ப்பீங்க வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணுவீங்க ஆனால் இனிமேல் யூடியூப்பில் தான் வீடியோ வரும் ஆனால் நீங்கள் புக் பண்ண வேண்டியது வெப்சைட்லேங்க நம்ம வெப்சைட் லிங்க் வந்து டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் வர்ணா சாரீஸ் டாட் அந்த லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஆல்சோ டைட்டில் இருக்குதுங்க அதை பார்த்து அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரீ சாரியுடைய கலர் அண்ட் சாரியுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஈவன் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்குங்க நீங்கள் தாராளமாக அதில் பார்த்துக்கலாம் எப்படி புக் பண்ணுங்கிற அந்த டீடைல்ஸுமே வீடியோ இருக்குங்க நாங்கள் அதையும் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரீ மெஜந்தா கலர் சாரியுடைய கலர் மெஜந்தா நெக்ஸ்ட் ஸாரீ இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது எல்லாமே பிளைன் தாங்க பிளைனுக்கான அப்டேட்டு தான் இது இப்ப பார்க்குற எல்லா சேரீ உடைய பிக்சர் அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் இருக்குதுங்க நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போதே நல்லா தெரியும் சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது சாரீஸ் ஏதாவது அவைலபிள் இல்லை அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகும் அன் அவைலபிள் இல்லைனா சோல்ட் அவுட் இல்லைனா ஸ்டாக் அவுட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும் அவ இருக்கக்கூடிய சாரீஸை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நீங்கள் பார்க்குறது எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீ ஆரஞ்ச் கலருங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது லெமன் எல்லோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கலர் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ்ங்க டபுள் வார்ப் சாரீஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேண்டாங்க இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குதுங்க அதுமே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளுங்க அதுவுமே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னால் என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் கேஷ் ஆன் டெலிவரினா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் கிளியராக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலர் இது வந்து ஒரு டபுள் டோனில் இருக்கக்கூடியதுங்க நெக்ஸ்ட் சேரீ இது வந்து ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சாரி பாக்கலாம் இதுமே ப்ளூ தான் ஆனா டபுள் டோனுங்க டுயல் டோன்ல இருக்கக்கூடியது இது வந்து பிளாக் கலர் த்ரெட் ஆட் ஆயிருக்கும் ஸோ அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விசிபிள் ஆகுங்க சாரீயில் ஸோ ஆஷ் யூஷுவல் புக்கிங் தாங்க நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடுவோம் அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணுவீங்க பட் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வெப்சைட் மூலமாக நீங்கள் புக் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குற கலர் வாட்டில் க்ரீன் இதுவுமே பிளாக் கலர் த்ரெட்டு வந்து ஆட் ஆகிருக்குங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் சாரீயில் நெக்ஸ்ட் சாரீ ஸோ இது மாதிரி ப்ளைன் மட்டும் கிடையாதுங்க சாஃப்டில் சாரீஸில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸ்க்குமே சாரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வெரைட்டிக்குமே வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து வீடியோ பார்த்துட்டு கூட வெப்சைட் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இப்ப நீங்க பாக்கிறது கிரீன் கலர் டோன் டோன் எப்படி நம்ம வெப்சைட் வந்து உள்ள போகணும் அங்க ஒரு சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்படி புக் பண்ணணும் பேமெண்ட் டீடைல்ஸ் என்ன தென் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி டிராக்கிங் அது எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கிளியராக ஒரு வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்கறது ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சாரீ ராயல் ப்ளூ கலர் இந்த சாரியுடைய கலர் ராயல் ப்ளூ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சி யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க அதில் ஏதாவது ஒரு சாரி பிடிச்சிருக்கு பட் ஆனால் வெப்சைட்டில் போகும்போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஹார்ட் சிம்பிள் வந்து நீங்கள் அங்கே இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்கிறத விஸ்லிஸ்ட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அது தெரியும் நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ரீஸ்டாக் பண்ணி நம்ம அவைலபுள் கொண்டு வருவோங்க இப்போ நீங்கள் பார்க்கறது இங்க் ப்ளூ நெக்ஸ்ட் சாரி பர்பிள் கலர் இதுமே பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோங்க ஃபுல்லாக பார்க்குறீங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில் நெஸ்டோப் பண்ண பியூர் சுல்க் சாரீங்க நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் பிளாக் கலர் இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் உள்ள வந்து அங்கே அவைலபிளாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் பாருங்கள் சாரீஸ் பாருங்கள் நாட் ஓன்லி பிளைன் சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க சாஃப்ட் சுல்க் சாரீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் தாராளமாக வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you